பார்க்கும் பொழுது அவங்க முன்பு எப்படி இருந்தார்களோ அதை விட மடங்கு பெற்றிருக்க அடையாளங்களை கண்ட அவங்களுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்தி ரஹிமா உள்ளத்திலே பயம் ஏற்பட்டு தன்னுடைய கணவர் தெரிந்ததும் அவருடைய காலடியில் தானே வந்து விழுந்து ரஹிமா மன்னிப்பு கேடுவார் கணவரின் முன்னேறி என்னுடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் அல்லாவுடைய நபி அல்லாவுடைய சூழல் என்னை மன்னித்து விடுங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் நான் செய்த குற்றங்களே தவறுகளை அல்லாவுக்காக மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார்கள் அதே நேரத்தில் ஐயூப் நபி அவர்களுக்கு பெற்றுவிட்டார்கள் என்ற செய்தி தெரிந்ததும் செய்த குற்றம் குறைகளே மன்னித்து எங்களுக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் வேண்டினார்கள் அவர்களுக்கும் அது போன்ற ஐயப்ப நபி நல்ல உபதேசங்களை சொல்லி மீண்டு சொன்னார்கள் அதாவது நூறு முந்திரிய பழம் கொண்ட நூறு முந்திரிய பழம் கொண்ட ஒரு கொத்தாக இருக்க வேண்டும் அந்த பழத்தினுடைய கொத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நபி ஐயோ அதுபோல நூறு பழங்கள் கொண்ட ஒரு பேரித்த அதாவது முந்திரிய கொத்தை கொண்டு வந்து ஐயப்பு நபிக்கு கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அப்ப சொன்னார்கள் பீவீரஹிமாவை நான் அன்று சொன்னேன் அல்லவா நூறு அடி அடிப்பேன் என்று அந்த வாய்தாவை நிறைவேற்றி வேண்டும் அந்த வாக்கை நான் வீட்டிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த ஹுக்கும் நிறைவேற வேண்டும் ஆகையினால் என்று சொல்லி அந்த நூறு முந்திரிய பழங்கள் கொண்ட அந்த ஒரு கொத்தை கொண்டு ஒரே அடி நூறு அடி விட்டது அவங்க சொன்ன வாக்கு நிறைவேறிவிட்டது அவங்களுடைய அவங்களுக்கு சொன்ன அந்த ஹுக்கும் தண்டனை நிறைவேறிவிட்டது ஆகவே மீண்டும் அந்த நாட்டு மக்களிட பெற்றுக் கொண்டு மீண்டும் சொந்தப்பதியாகி சாம் நாட்டுக்கு போக வேண்டும் என்று வழி நடந்து வருகின்றார்கள் எங்கள் மக்கள் அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் அல்லாவுடைய நபி சலாமத்தை பற்றி வருகிறார்கள் அந்த நாட்டிலே மழை தண்ணீர் பெய்யாதபடி அந்த நாட்டிலே மழை இல்லாதபடி பஞ்சமும் பசியும் பட்டினியும் நோயும் அந்த நாட்டிலே பலவிதமாவுடைய பலாய்களுக்கும் அவஸைக்குள்ளானுக்கு வழிபட்டது மக்கள் அவனுடைய வார்த்தைக்கு இணங்கியதுனால அல்லாஹு ஆண்டு அந்த நாட்டிலே பலர் சாபத்தான பல சாபக்கேடான நிலைமைகளுக்கு அந்த நாட்டு மக்கள் ஆளாகினார்கள் கஷ்டமடைந்தார்கள் ஆகையினால சற்று சிந்திக்க வேண்டும் நபியுடைய கவுமாக நபியுடைய உமத்தாக இருக்கின்ற அவர்கள் இபிலிசானுடைய வார்த்தைக்கு இணங்கிறதுனால அந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பெரிய கஷ்டமும் பெரிய நஷ்டமும் பெரிய சங்கடத்துக்கும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஆளாகிவிட்டார்கள் காரணம் இபிலிசனுடைய பேச்சை கேட்டதுனால அதுபோல நாம இந்த உலகத்தில் நம்முடைய பெரும்பான் அவருடைய சொல்லையும் அவங்களுடைய செயலையும் ஏற்று நடக்கக்கூடிய நாமல் அவங்களுடைய சொல்லை புறக்கணித்து அவங்களுடைய சொல்லை நாமல் விட்டு அவங்களுடைய வழிமுறையை விலகி நாம் நடப்போமையானார் இபிலிசானுடைய இச்சைக்கும் இபிலிசானுடைய எண்ணத்துக்கும் அவனுடைய ஒரு அவனுடைய நாம் உடந்தையாகி நடப்போமையானுடைய வார்த்தையை கேட்டு நடந்ததுனால அவங்களுக்கு பலவிதமாவுடைய சோதனைகளும் வேதனைகளும் ஏற்பட்டுதான் அந்த நாட்டு மக்களுக்கு அதுபோல் நம்முடைய பெருமானார் நபி அவருடைய உண்மத்துகளாக இருக்கக்கூடிய நாமல் அவங்க நம்மளுக்கு காட்டி சென்ற வழி அவங்க நம்மளுக்கு விட்டு சென்ற வான்வரை இந்த இரண்டு செயலியை நாமல் ஏறி நடப்போமையானா நிச்சயமாக இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு ஜெயம் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு வாழ்வு உண்டு இந்த உலகத்தில் நம்மளுக்கு பெரும் சிறப்பு உண்டு அதுபோல மறு உலகத்தினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு அருள் உண்டு சேருவதற்கு நம்மளுக்கு உறுதி உண்டு என்பதை நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும் ஆகையினால இது போல இப்ளி மாயை இப்பிலிசானுடைய ஒரு வேடிக்கு இப்பலிசானுடைய ஒரு தன்மைக்கு நாம் உடந்தையாகி விடுவோமையான பெருத்த வேதனையும் அதை விட்டு தமிழ்ந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நபி அய்யூப் அலி சலாத்து வசலா அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான்டைய உறுதியை போன்று நம்முடைய உள்ளங்களிலேயும் அல்லாவுடைய நம்பிக்கையும் அல்லாவுடைய பயமும் அல்லாவுடைய பற்றி நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் அதனுடைய தன்மை தான் நபி அய்யூப் அலி சலாத்து வசலா சலாமித்து பெற்று திரும்பி வரும்போது அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் நோயாலும் பேயாலும் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு பல அதாபுகளுக்கு ஆளாகி மீண்டும் அந்த நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள் நாம் செய்த தவறு நாம் செய்த கொடுமை அல்லாவுடைய ரசூலாகி ஐயூப் நபிக்கு செய்த ஒரு தீங்கு அதனால் தான் நம்மளுக்கு சோதனை கிடைத்து விட்டது நாட்டு மக்கள் எல்லாம் உணர்ந்து ஐயூப் நபி மீண்டும் சலாமத்து பெற்று வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தானே கூடி வந்து வருகின்ற வழியில் பார்த்து நபி அய்யூப் அவர்கள் வந்ததும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூடி பாதத்தடியிலே பணிந்து கேட்கின்றார்கள் அல்லாவுடைய அல்லாவுக்காக நீங்கள் மன்னித்து மனம் பொறுத்து உங்களுடைய வாய்னால எங்களுக்கு நல்ல உபதேசத்தை சொல்ல வேண்டும் நல்வாக்கு கொடுக்க வேண்டும் என்ற சொன்னார்கள் என்னுடைய கோபுகளை பார்த்தீர்களா எனக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை ஈமானை மாற்றி ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக நீங்கள் இப்படி மாயில இப்பிலிசானுடைய வார்த்தையில இப்பிலிசான் விழித்த வலையிலே விழுந்ததுனால உங்களுக்கு என்ன பெரிய வேதனை எவ்வளவு பெரிய ஒரு சோதனை அல்லாஹு கொடுத்து விட்டான் என்பதை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய மனதில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பின் உறுதியை மட்டும் நீங்கள் இழக்க கூடாது என்று சொல்லி நல்வாக்கு கொடுத்தார்கள் நல்ல உபதேசத்தை சொன்னார்கள் ஆகவே அதுபோன்ற அந்த நாட்டு மக்களுடைய வேண்டுதலின்படி நபி அய்யூப் அலி சலாத்து அவர்கள் அல்லா இடத்திலே வேண்டிக் அந்த நாட்டு நல்ல மலைகள் பொழிந்து ாரிபா அவங்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு மீண்டும் நபி ஐயூப் அவர்கள் தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு சொந்த நாடாய் ஜெயாம் நாட்டுக்கு திரும்பி வருகின்றார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஆண்டவன் அவருடைய குதிரத்தை கொண்டு அவர்களுடைய இழந்த செல்வங்கள் வயல் வயக்காடுகள் நந்தாவண சோலைகள் ஆடு மாடு வாகனங்கள் கஸ்தூரி மால்கள் அவர்களுடைய அரமனை அவர்களுடைய வீடு வாசல்கள் எந்த விதமும் அவருடைய பொருளும் ஒன்று கூட குறையாதபடிக்கு அவ்வாகுத்தாத ஆண்டவன் நிரப்பமான முறையில் அயூப் நபியினுடைய வயல் வயக்காடுகள் ஆடு மாடு வாகனங்கள் நந்தாவன சோலைகள் ஒன்று கூட குறையாமலே நிரப்பமாக இறைகோடு இருக்கார்கள் ஒன்று கூட குறையாதபடி அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் மீண்டும் நிரப்பமாக அல்லாஹு ஆக்கி கொடுத்தார் அல்லாஹு நாடுவான இந்த உலகத்தில் நடக்காதது ஒன்றுமெல்ல உன் என்று சொன்னால் எழுந்துவிடும் அவர்களுக்கு சிறப்பாக ஆக்கி கொடுத்தான் அப்படி இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்ற நேரத்தில் தன்னுடைய அரண்மனையிலே வந்து பார்க்கும் போது எந்த விதமான குறைவும் கிடையாது ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் குறை எல்லா செல்வத்தையும் கொடுத்த இறைவன் அந்த மக்கள் செல்வம் இருக்கின்றது அது ஒன்று குறையாகி விட்டது அல்லாவுடைய கிருபியை கொண்டு மீண்டும் அந்த அய்யூப் நபியுடைய மக்களுக்கு ரூகை கொடுக்கப்பட்டு அந்த மக்கள் என்பதாக கொண்டு வந்து நிறுத்தியா எல்லா செல்வங்களையும் பெற்றார்கள் ஆக இந்நாளின் பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி அய்யூப் அலை சுலாத் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்கு என்ன காரணம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான்டைய உறுதி அல்லாவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அல்லாவுடைய தொழுகை அல்லாவுடைய இப்பாதத்து அல்லாவுடைய பயபக்தி இதுதான் மீண்டும் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு அல்லாஹூ ஜல்லாண்டி அவருடைய உறுதியை கொண்டு செல்வத்தை அவர்களுக்கு நிரப்பமாக ஆக்கி கொடுத்தான் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று நம்பி சொலா துவசலா அவங்களுக்கு இருக்கின்ற நந்தாவன தோட்டம் இருக்கின்றது பலவிதம் அவருடைய பலவர்க்கங்கள் பழுக்கக்கூடிய நந்தாவன சோலை மாதுளங்கனி கொய்யாக்கனி பேரித்தங்கனி என்று சொல்லக்கூடிய கனிமருக்கங்கள் பருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அவங்களுடைய நந்தாவன சோலை அந்த நந்தாவன சோலையிலே வந்து நின்று நபி அயு ரொம்ப சந்தோஷமாகி ஆண்டவா இந்த உலகத்தின் கண்ணில் இந்த விதமான ஒரு சோதனைக்கு ஆளாக்கி மீண்டும் எனக்கு சலாமத்தை கொடுத்து ராகத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை எல்லாம் எனக்கு மீண்டும் தந்த இறைவா உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்து அந்த அழகிய நந்தாவன சோலையில் நின்று மன நிறைவோடு நபி அய்யூப் பணிசலா திவசலா ஆண்டவனை புகழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியான முறையிலே என்ன சொல்லுகின்றார்களே நான் என்னென்று சொல்வேன் குடல் கமகி தன்னை பறைவார் குடல் கமகி வனத்த இனி நிஜ நாரத்தை போடு நிஜ நவானிலே மறிக்கொழுந்து சூரிய காந்தி கம்பரிலே கள்ளி கணனி கலர்ந்தபட்சே மரங்களும் செடிகளும் தண்ணியிலே நீந்த கூடிய பக்கிசாரங்களும் இன்னும் பூமியிலே பறந்து செல்லக்கூடிய பக்கிசாரங்களும் இதனுடைய புதுமையெல்லாம் பார்த்து மனவோடு சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகிறார்கள் சாலவுட்டு பூரா மணி பூராங்க நம்மோட நீர் கோலி தண்ணி கோலி நிலமுள கானங்கொலி நீர் கோலி தண்ணி கோலி நிலமுள கானங்கொலி காகத கலக ககனி பெட்ட नारे யுகாவும் கொக்கும் алиมารிக்கும் ஆண்டையின் குறத்திலே கூடு சுகனதன் குதிரையும் சின்ன குதிரையும் சிந்த குதிரையும் எடலாஜி திலங்காஜிக்கு நயமான ரேந்திடு வப்பரமை பாலதரு குதிரை ஆல்கடி நீர் கடி யானத வரிசையை கொண்டுவா உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்து நபி அய்யூப் அவர்களும் அவருடைய மனைவி மக்களுமாக இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்றி நாட்டிலே சீரோடு சிறப்போடும் செல்வத்தோடும் மங்களமாய் வாழ்ந்துருவார சங்கையுள்ள ஐயோ நபி மங்களமாய் வாழ்ந்துவாரார் சங்கையுள்ள ஐயோ நபி செல்வமாக வாழ்ந்து வாரா செல்வம் பெற்ற ஐயோ நபி செல்வத்தோடும் மங்களகரமான நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள் நபி ஐயூப் அலி சலாத்து இளங்க செல்வங்களை எல்லாம் பெற்று மீண்டும் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதுபோன்ற நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு வளமாக்கி வைக்கும் பொருட்டு நீண்ட இறு உடைய மக்களாக வாழும் பொருட்களாக வாக்கி வைப்பானாக அடியார்களுக்கு அருமநாயக ரசூலி கிரீம் செல்லம் லாகு அரீவ செல்லம் அவருடைய சபாயத்துக்குரிய மக்களாக ஆகும் புரட்டவாக வாக்கி வைப்பானாக பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கு பி வி பாத்திமா நாய்கி அவருடைய சபாயத்துக்குரிய மக்களாக ஆகும் பொருட்ட வைப்பானாக இவ்வலைகளும் அறுவலைகளிலும் அருளையும் கொடுத்து நோயற்ற வாழ்வையும் கைவற்ற செல்வத்தையும் கொடுத்து என்றெந்தை கிரகமத்துக்கு பாத்ரூமாவுடைய மக்களாக வாழும் பொருட்டம் வாக்கி வைப்பானாக اللهم شرفنا بالتقوى وجملنا بالعفية ورزقنا الجنة يا رب العالمين آمين. ربنا ناتنا في الدنيا حصناتهم وفي الآخرت حصناتنا وقينا ذاب النار آمين. ربنا تقبل منا إنك أندى سمع الأليم وطوب لنا إنك أندى تواب الرحيم صلى الله تعالى صلى الله عليه وسلم والآخر القهي ونوري أرسي سيدنا محمد والي وأصحابي الجمعين آمين. آمين آمين سبحان ربك رب العزت يما يسيفون السلامنا المرسلين والحمد لله رب العالمين صلى صلى صلى صلى الله الله الله الله عليه عليه عليه وسلم وسلم وسلم يا محمد இது பார a மபுரீரங்கள் பாழும் தீன் தெய்வ கவிதிகளும் பதிப்பாவல் தந்திடுவோர் மனதில் இப்ப